எனக்குழைக்காக உயிர்களே இல்லை எனது குடும்ப தலைவி எனக்கு வீட்டு பாடங்களுக்கு உதவும் நீரு போதும் நீ எல்லா போட்டிகளையும் எல்லா போட்டிகளையுமே பரிசுகள் வாங்குவே அப்படின்னு என்ன எனக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வருவாங்க நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு தொழிலம் பல்வேறு சொன்னா மட்டும் போகாதே அதே மாதிரி போற்றி அம்மாக்கு பல உதவிகளை நான் செய்வேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தல மாந்தி மறக்காம நச்சினி சேனலுக்கு வந்து பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க